ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஏர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சரியாக பார்த்துரலாம் அன்லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது இதில் நம்ம ஒவ்வொரு சரியாக இப்போ என்னங்கிறது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி இந்த வீடியோவில் நம்ம அஸ்திரி டைப் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்டர் போர்ஷனில் மட்டும் கான்ட்ராஸ்ட் வர மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பழுவன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி பர்பிள் கலருங்க சில்வர் அண்ட் கோல்டு ஜரி ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டாப்லேயும் பாட்டம்லையும் ஒரு இன்ச்சுக்கு கோல்டு ஜரி வருங்க பாட்டம் போர்ஷனில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் மாதிரி அந்த க்ரே கலர் மட்டும் வருங்க இந்த சாரி ஜரிய பிரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் உங்களுக்கு கிடைக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க சேம் பேட்டனில் நம்ம பார்க்குற செகண்ட் சரி இதுங்க பளு அண்ட் பிளவுஸ் மெரூன் கலரில் இருக்குங்க அதாவது ஒரு ரெட் அண்டு பிளாக் கலர் ஜாயின் ஆனால் ஒரு மெரூன் கலரில் வரும் டார்க்காக பாடி கலர் வந்து சிமெண்ட் கலரில் இருக்குங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதுவுமே கோல்ட் அண்டு சில்வர் சரிலாம் ஆல்டர்னேட்டிவாக வருங்க பாட்டம் போர்ஷனில் மட்டும் அந்த மெரூன் கலர் வரும் சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் தேர்டு சரிங்க இது பாடி பிங்கிஷ் ஆரஞ்ச் பளு அண்ட் ப்ளவுஸ் ராணி பிங்க்குங்க இதுலேயுமே கோல்ட் அண்டு சில்வர் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் பிக் புட்டா டைப்பில் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க ஏன்னா கீழே பாட்டம் போர்ஷனில் பழு கலரே வர்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் இது எல்லாமே ஹேண்ட்லூட் பியூர் சில்க் சாரீஸ் கம்மிங் வித் silk மார்க் சர்டிஃபைடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதுவுமே ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸாக தாங்க இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைமே இதில் நம்ம வந்து போட்டிருந்தோம் வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்போவே நிறைய பேர் வந்து இதை என்கொயரி பண்ணியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க ரீஸ்டாக் பண்ண சொல்லியிருந்தீங்க இது வந்து கிரே பழுவ அண்ட் பிளவுஸ் வந்து க்ரே ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோவில் சொல்கிறதே தாங்க க்ரே அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் வரும் ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் வரும்போது கண்டிப்பாக பிளாக் த்ரெட் சேரீயில் தெரியுங்க பாடியோடைய கலர் பர்பிள் கலர் ஸோ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணலாம் இந்த வீடியோவிலையே பிளாக் த்ரெட்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறது கண்டிப்பாக பிளாக் த்ரெட்ஸ் தெரியுங்க சேம் பேட்டனில் நம்ம இப்போ பார்க்குறது க்ரீன் அண்ட் க்ரே காம்பினேஷனுங்க பாடி color கிரே சாரி க்ரீன் and பழுவண்ட் ப்ளவுஸ் அண்ட் பாட்டம் போர்ஷன் அண்ட் டாப் போர்ஷனில் வரக்கூடிய இதுவுமே க்ரே கலருங்க இதில் சில்வர் அண்டு காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே அதே மாதிரி silver and copper zari use யூஸ் பண்ணியிருக்கோங்க இந்த பேட்டனில் இப்போ நெக்ஸ்ட் டைப்ல பார்க்குறோம் பலூன் ப்ளவுஸ் ரெட் கலர் பாடி பர்பிள்லேயே லைட் கலராக இருக்குங்க லைட் பர்பிளாக இருக்கும் பாட்டம் போர்ஷனில் மட்டும் உங்களுக்கு கலர் அண்ட் அது கலர் மட்டும் இல்லாமல் புட்டாகுமே வந்துருக்குங்க பாடியில் ஃபுல்லாக வந்து பிளைனாக இருக்கும் பாட்டம் போர்ஷனில் மட்டுமே புட்டாஸ் பார்க்குறீங்க ஃபுல் அவர் அதை கீழ எங்கள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஸேரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் சேரீயுடைய அமௌண்ட்டு சேரீ பார்சல் வாங்கும்போது நீங்க கேஷாக கொடுத்தா போதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இருக்கக்கூடிய இதுதாங்க டாப் போர்ஷன் கிரீன் கலர் ப்ளைனாக இருக்குங்க பாட்டம் போர்ஷன் வந்து கிரே கலர் ஈவன் பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்சோ கிரே கலர் தாங்க அண்ட் பாட்டம் போர்ஷனில் மட்டுமே கோல்டு கலர் சரியில் புட்டாஸ் வந்திருக்குங்க ஸோ அதையுமே நான் கீழே பாட்டம் போர்ஷனில் காட்டிடுவேன் ஸோ டாப்லேயுமே பார்த்துர்லாங்க ஸோ இந்த சேரீஸ் எல்லாமே ஃபைவ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சாரீ இது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பளு அண்ட் ப்ளவு ராயல் ப் இவன் பாடியில் வரக்கூடிய பாட்டம் போர்ஷனுமே ராயல் ப்ளூ தாங்க டாப்பில் ப்ளூ கலர் கொஞ்சம் டபுள் ஷேடாக இருக்குங்க சில்வர் அண்டு கோல்டு சரி ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா சரியுமே நம்ம பார்த்துட்டோங்க நம்ம இப்போ அப்படியே ஒவ்வொரு சாரியுமே சில்க் மார்க் சர்டிபிகேஷனோட தான் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்